पाने தேவிக்கும்ிணையின் வெற்றிப்படிகள் தேர் நான்காவது மாணவனாக தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்தம் சுபாஷ் சந்திர போஸை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வழிவகுத்தது பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு விமானம் விபத்துள்ளாகி விபத்துள்ளாகி அவர் என ஜப்பானிய வானொலி அறிவித்தது இந்த செய்தி இந்தியா மக்களை செய்தது நேதாஜி இறந்துவிட்ட இறுதி புதி எனக்கு ரத்தம் கொடுங்கள் உங்களுக்கு நான் சுதந்திரத்தைப் பட்டு தருகிறேன் என கூறிய புறச்சின் நாயகன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பாஜநாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த